Whoa! ஷெம்பர் என்ன சீனா என் கண்ணாடி வாத்தோ கனவுல நீ கண்ணத்தில் தாரியமுத்தோ இந்த ஏரியாவில் யாரும் இல்லை பெண்ணை உண்ணாட்டோ இந்த ஏரியாவில் வளர்து தீ போட்டுள்ளுது கலரு மில்குட்டுமா கண்ணிட்டுமா உதடு அல்வாசு விட்டுமா மொத்தமா எனக்கு கிடைக்குமா சொன்ன என் கனவுல நீ கண்ணத்தில தாரியமுத்தியாவில் யாரும் இல்லை பெண்ணே உன்னாட்டோ நீ அத்து இந்தி பட நீ ஆட்டோ